ஒரு குடிசையும் வாடகைக்கு எடுத்தான் அவன் சமோசாவை செஞ்சுல பயணிகளுக்கு விப்பான் அப்புறம் ஒரு நாள் அவன் சமோசா வித்துக்கிட்டு ஒரு பாரினர் பையன் கிட்ட போனான் சமோசா வெரி வெரி ஹார்ட் அப்படி எடுத்தாரு சேகர் என்ன What that sir? ரெசிபிய சொன்னாரு This is the sandwich You taste it அப்படி சொல்லிட்டு சேகர் கொஞ்சம் அத அவனும் கத்துக்கிட்டான் அங்க வந்ததும் கடன் வாங்கி சாண்ட்விச் ரொம்பவே பிடிச்சு போச்சு அவங்க ரெண்டு பேரும் அவங்க அப்பா அம்மா கிட்ட இத பத்தி சொன்னாங்க அதுக்கப்புறத்தில இருந்து கிராமத்து ஜனங்க எல்லாருமே அந்த வண்டி கடைக்கு வந்தாங்க அவன் விதவிதமான சாண்ட்விட்ச்களை செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்தான் கொஞ்ச நாள்லயே சேகருக்கு நல்ல வருமானம் வந்து அப்புறம் அக்கம் பக்கத்து கிராமத்துல கூட சாண்ட்விச் கடைய வச்சான் கொஞ்ச நாள்ல புதுசா ஒரு வீட்டை கட்டினா கல்யாணமும் பண்ணிக்கிட்டான் ஒரு நாள் அவன் கிராமத்தில இருந்து சிட்டிக்கு வந்தான் அப்ப அந்த இடத்துல ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு சேகர் அங்க போய் பார்த்த போது அந்த இடத்துல அடிபட்டு கிடந்தாரு சேகர் அவரை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தான் வண்டி கடைக்கு சாண்ட்விச் சாப்பிட வருவாரு நண்பர்களே நாம நல்லவங்களா இருந்தா மத்தவங்களும் நல்லவங்களா இருப்பாங்க ஒரு கிராமத்துல சந்திப்புங்கிற பேர் கொண்ட ஒரு ஆளுங்க அந்த கிராமத்துல சந்திப்போட ஒரே ஒரு ஆட்டோ தான் இருந்தது அதனால பண்ணவே மாட்டான் பெட்ரோல் செலவை குறைக்கிறதுக்காக அவன் ராங் ரூட்ல போவான் சந்தீப்க்கு ஒரு குறையும் இருந்தது அவன் ஒரு செவிடன் அவனுக்கு சரியா காது கூட கேட்காது ீங்க கவலை நீ ஆட்டோக்கு நிறைய காசு வாங்குறிய அத பத்தி தான் பேசிட்டு இருக்க நீங்க பாருங்க என் ஆட்டோல ஏறினா ஏறுங்க எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க இது என்னோட ஆட்டோ எனக்கு பிடிச்ச மாதிரி தான் ஓட்டுவன் எப்பவும் போல ஆட்டோவுக்குள்ள ஆட்டோ மேல ஜனங்கள எத்திக்கிட்டு போயிட்டு இருந்தான் அவன் ரயில்வே டிராக் கிட்ட போன போது திடீர்னு ஆட்டோ ரயில்வே டிராக்கு மேல வந்து பங்கச்சர் ஆயிடுச்சு அப்புற ஆட்டோ கரெக்டா ட்ராக்க்க்கு நடுவுல நின்னு போச்சு. அதில இருந்த கஸ்டமர்ஸ் எல்லாரும் கத்த ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு பெண் "சந்தீபன் என்னடா இது? இங்க ட்ரெயின் எப்போ வேணாலும் வரும். சீக்கிரமா ஆட்டோவை இங்க இருந்து எடுங்க. என்ன டிபன் சாப்பிங்களானே கேக்குறீங்களா? இது டிபன் சாப்பிுற நேரமா என்ன? அட சேவட்ட manusia இவங்க ட்ரெயின பத்தி சொல்லிட்டே இருக்காங்க." ஆ சரி சரி நீங்க ஏன்னா சந்தீப்புக்கு காது கேட்காது ட்ரெயினோட ஹாரன் சத்தம் அவனுக்கு கேக்கல ட்ரெயின் டிரைவர் கத்தினா ஆனா எந்த பையனும் இல்லாம போச்சு அப்போதான் ட்ரெயின் டிரைவர் பிரேக் போட்டாரு ஒரு செகண்ட் லேட் ஆயிருந்தா கூட நீ இந்நேரம் மேல போய் சேர்ந்து அதுக்குள்ள ரயில்வே டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஒரு ஆளு அந்த இடத்துக்கு வந்தாரு நல்ல உங்க நிறுத்தி அங்கே கவுந்திருக்கும் சந்தீப் ஏதோ தெரியாம பெரிய ஆபத்தை தடுத்துட்டாரு அப்பதான் எல்லாரும் அவனை பாராட்டினாங்க மறுநாள் அரசாங்கம் சந்தீப்புக்கு ட்ரெயின காப்பாத்தனதுக்காக அந்த கிராமத்துல எல்லார் வீட்லயும் மோட்டார் பைக்ஸ் கார்கள் டிராக்டர்ஸ் இருந்துச்சு ஆனா யாருமே வண்டியை பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா அந்த கிராமத்துல பெட்ரோலும் டீசல் போடுறதுக்கு பெட்ரோல் பங்க் கிடையாது அதனால அந்த கிராமத்துல வண்டிங்க எல்லாமே இருந்தும் மாட்டு வண்டியைதான் பயன்படுத்தினாங்க இந்த விஷயத்த அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் அதாவது லட்சுமணனால பாக்கவே முடியல ஏதாவது ஒன்னு செஞ்சு இந்த கிராமத்துல பெட்ரோல் பங்க அமைக்கணும் நான் போய் நம்ம நாட்டாம கிட்ட லட்சுமணன் போயிட்டு நாட்டாம கிட்ட அட நாட்டாமையா உங்க தம்பி அரசாங்கத்துல எல்லாம் வேலை செய்யறாரு அவருக்கு தெரிஞ்ச மேலதிகாரிங்க அதிகமா இருப்பாங்கல்ல ஏதாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணி நம்ம கிராமத்துல ஒரு பெட்ரோல் பங்க் போடலான்ல என்பா லக்ஷ்மணா உனக்குதான் தெரியும்ல அரசாங்க வேலைங்கிறது எவ்வளவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் சில பேருக்கு குடிக்க வாங்கி கொடுக்கணும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு லக்ஷ்மணன் என்ன சொன்னாருன்னா ஐயோ நாட்டா நீங்க இத எங்கிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கணும் லமணன் அங்கே ஓரமானின்னு கேட்டுட்டான் அந்த முட்டால் பையன் லட்சுமண நம்ம கிட்ட பணம் கொடுத்துருக்கான் ஆனா அந்த பணம் எப்பவோ தீந்துருச்சுன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது அத கேட்டதும் லக்ஷ்மண மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு முடிவு பண்ணான் அப்பதான் லக்ஷ்மணன் ஒரு பெரிய வாட்டர் டேங்கர் வீடு வீடா போய் தண்ணி குடுக்கறதான் ஐடியா வந்துச்சு உடனே அவனோட பிரெண்ட்ஸுங்க போய் இங்க பாருங்க பிரக்கு ஒரு ஐடியா தோணுச்சு நாம ஏன் டிராக்டருக்கு பின்னாடி ஒரு பெட்ரோல் டேங்கரை வச்சு உருவாக்க கூடாது ஒரு மொபைல் பெட்ரோல் பங்க் மாதிரி நீ என்னப்பா சொல்ற ரொம்ப சூப்பரா இருக்குப்பா நாம உடனே அத ஆரம்பிக்கணும் ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் யாரு எவ்ளோ பணம் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் பார்ட்னர் இருக்கணும் எல்லா நண்பர்களும் சிட்டிக்கு போய் ஒரு டிராக்டருக்கு எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் பெட்ரோல் விற்க ஆரம்பிச்சாங்க அத பாத்துட்டு கிராமத்து ஜனங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாரும் அவங்க கார்ஸ் பைக்ஸ் வண்டிகளை கொண்டு வந்து பெட்ரோலை வாங்கிக்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க அத பார்த்த நாட்டாம தம்பியும் போராம பட்டு நின்னாங்க ஆனா லக்ஷ்மணனும் அவனோட மொபைல் பெட்ரோல் பம்ப் டிராக்டரும் கிராம மொத்தத்திலையும் ரொம்பவே ஆயிடுச்சு அதே போல மூணு பெட்ரோல் பம்ப் டேங்கரை லட்சுமணன் வாங்கினான் மகாநந்திங்கிற ஒரு கிராமத்துல பிரமோதுங்கிற பேர் கொண்ட ஒரு சமையல்கார இருந்தான் அவனுக்கு ஹைவேல ஒரு டாபா இருந்துச்சு அந்த டாபால அவன் விதவிதமான உணவுகளை செய்வான் ஆனா எல்லாத்தையும் விட சுண்டலும் பட்டுராவும் ரொம்ப நல்லா செய்வான் அவன் செஞ்ச சுண்டல் பட்டுராவுக்கு நல்ல டிமாண்ட் இருந்துச்சு அற்புதமா இருக்கு என் ஏத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படி செஞ்சா உங்க தாபாவுக்கு எப்படி வருவோம் சொல்லுங்க என்ன எப்படி வருவீங்களா அட இங்க வர்றதுக்கு நிறைய சாதனங்கள் இருக்கு நீங்க பைக்ல வரலாம் கார்ல வரலாம் இல்லா நடந்து வாங்க அப்படி எதுவுமே இல்லன்னா புதுசா ஒரு மெட்ரோ ட்ரெயின் இருக்குமும் அதிகமாயிட்டு இருக்கு விருப்பம் இருந்தா வராதிங்க ஒரு நாள் அவனோட தாபாவுக்கு ஒரு ஆபத்தான கொள்ளைக்காரன் சுக்விந்தர் அந்த இடத்துக்கு வந்தான் அப்புறம் சாப்பிடறதுக்காக எதையோ கேட்டான் சுக்விந்தர் சாப்பிடறதுல ரொம்ப ஆர்வம் கொண்டவன் முதலாளி இந்த இடத்துல சுண்டல் பட்டோரா ரொம்ப நீங்க அத சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு அவன் எல்லாருக்கும் ரெண்டு பிளேட் சுண்டல் பட்டோரா ஆர்டர் பண்ண அப்புறம் பிரமோத் தினமும் போல எல்லாத்தையும் செஞ்சு கொள்ளக்காரனுங்களுக்கு அற்புதமா இருக்கு பிரமோது என்னோட டென்ல நீ தான் சமயக்கார நீ தான் எங்க எல்லாருக்கும் சமைச்சு குடுக்கணும் ஐயோ இல்லீங்க முதலாளி எனக்கு நீங்க ஒரு சின்ன வியாபாரம் இருக்கு வீடு மனைவி குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க அவங்க நிலைமை என்னாகும் நீங்க நல்லா சாப்பிட்டு கிளம்புங்கிட்டு போனாங்க சுக்விந்தரோட தினமும் பிரமோத் அவங்க ஆட்களுக்கு சுண்டல் பட்டுரை செஞ்சு கொடுப்பான் அப்புறம் விதவிதமான உணவுகளையும் செஞ்சு அவங்களுக்கு கொடுப்பான் எனக்கு அவனுக்கு ஒரு இடத்துல மயக்க மாத்திரைகள் கிடைச்சிச்சு அவன் என்ன யோசிச்சான்னா அந்த மாத்திரைகளை சாப்பாட்டுல கலந்து எல்லாரும் மயக்கம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து எஸ்கேப் ஆகறதுக்கு பிளான் பண்ண எனக்கு ஒரே தலை சுத்துது ஐயோ அப்படி சொல்லிட்டு சுக்விந்தரும் அவனோட ஆட்களும் மயக்கம் அடைஞ்சு விழுந்துட்டாங்க அப்புறம் பிரமோத் அங்கிருந்து நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட கிராமத்துக்கு திரும்பி போயிட்டான் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வீடு அப்புறம் பெரிய காரை வாங்கி தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்த